ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை காயமுத்த டிஸ்ட்ரிக் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போர்டர்லிஸ்டில் இருக்கக்கூடிய சஃப்டில் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சரியாக பார்த்துரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு வரும் அதை பார்த்து இமீடியேட்டாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கவும் முடியுங்க நம்ம பியூர் சிவ் சாரீஸ் மட்டும் இல்லாமல் லோ பட்ஜெட்லையுமே சாரீஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோங்க பியூர் காட்டன் கோட்டா காட்டன் அந்த மாதிரி நிறைய சாரீஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் எவ்ரிடேவும் வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ நீங்கள் வந்து வீடியோஸை ஃபாலோ பண்ணி அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நம்மகிட்ட சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க இந்த சாரியுடைய கலர் அண்ட் நம்பர் எல்லாமே சொல்லிடுறேங்க சேரீ நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் பாடி ஆஃப் சாரீ பிங்க் கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் டபுள் ஷேடு ப்ளூஇஷ் க்ரீன்லேயும் இருக்குங்க பார்டர்லெஸ் சாரி பியூர் Silk சாரிங்க Warp அண்ட் வெஃப்ட் ஒரு ரெண்டு சைடுமே பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ண சேரீங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட் ஆகும் சில்க் மார்க் இது எல்லாமே ஹேண்ட்லூட் Pure Silk சாரீஸ் Coming with Silk Mark சர்ட்டிஃபைடுங்க செகண்ட் சாரீ நீங்கள் பார்க்குறீங்க 639 த்ரீ நைன் no 639 நம்பர் சிக்ஸ் த்ரீ நைன் பளுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது பாடி ஆஃப் சேரீ லேவண்டர் கலரில் இருக்குதுங்க ஸோ இந்த டைப்பில் பார்த்துட்டிங்கன்னா டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு த்ரீ லைன் ஸ்ட்ரைப்ஸும் வந்துடுது பாடில வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்டுடு ஜரிலேயும் ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டே இருக்குங்க பாடி ஃபுல்லாகவே இருக்கும் இன்னர் லேயர் மட்டும் ப்ளைனாக இருக்கும் அண்ட் பிளவுஸ் பிளைனாக இருக்குங்க மற்றபடி பாடி ஃபுல்லாக அண்ட் பல்லு ஃபுல்லாக உங்களுக்கு ஜரி ஒர்க் இருக்கும் ஸாரீ உடைய ஆஃபர் ப்ரைஸ் 6000 தௌசண்ட் 6000 சிக்ஸ் தௌசண்ட் ஆல் ஓவர் இந்தியா வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குங்க சாரி நம்பர் சிக்ஸ் இந்த சேரில பல்லு அண்ட் பிளவுஸ் பிங்க் கலர் body of half பாடி அதாவது சொல்றதவிட ட் கூட கோல்டுிஷிங்ல இருக்குங்குடைய கலர் வெரி லைட் அதில் கோல்டு ஃபினிஷிங்ல வரும் half white மாதிரி தெரியும் ஒன் இந்த சிக்ஸ் ஃபோர் ஒன்ல பாடி ஆஃப் சாரி pallu and blouse double shade, bluish green கிரீன் கலர்லேயும் இருக்குங்க இப்போ ஒரே பேட்டர்ல இருக்கக்கூடிய சாரீஸ் தான் இருக்கோம் இந்த வீடியோலயே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நாலு பேட்டன்ல இருக்கீஸ் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது பியூர் சில்க் சாரீங்க தாராளமா நீங்க சாரி ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டில் செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இந்த சாரீஸ் எல்லாமே வாட்ஸ்அப் மூலமா மட்டும் தாங்க புக் பண்ண முடியும் இப்போ பார்த்துட்டுருக்க ஏதாவது சேரீடைய பிக்சை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஷாப்பில் கேட்டிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த சாரீஸ் கிடைக்காதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கலர் இந்த டிசைனில் இந்த கலர் காம்பினேஷன் பர்டிகுலராக நீங்கள் கேட்டிங்கன்னா இது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தான் அவைலபிளாக இருக்கும் ஸோ நம்ம ஆன்லைன்லேயே இப்போ ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வாட்ஸ்அப் மூலமாகவே புக் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ஷாப்பில் நேரில் கண்டிப்பாக காட்ட முடியாதுங்க இப்போ நீங்கள் பார்க்குற சாரீ நம்பர் சிக்ஸ் ஃபோர் ஆஃப் ஸாரீ மெஜந்தா கலர் பல்லுவன் பிளவுஸ் கிரீன் கலர் பேரட் கிரீன்ல இருக்குங்க நெக்ஸ்ட் சாரி நம்பர் 643 ஃபோர் த்ரீ இது வந்து சாண்டில் கலர் சாரியுடைய கலர் சாண்டில் கலர் பல்லுவன் பிளவுஸ் ப்ளூயிஷ் green double shade ஸோ இது வரைக்குமே பார்த்துட்டிங்கன்னா நியர்லி சிக்ஸ் சேரீஸ் வந்து ஒரே பேட்டர்னில் இருக்கக்கூடிய சேரீஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் 6 கலர்ஸ் காம்பினேஷனில் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆல் இந்த சாரீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிதுங்க WhatsApp மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு ஆல் ஓவர் இண்டியா எங்கே சென்ட் சொன்னாலும் சென்ட் பண்ணி கொடுக்குறேங்க ஸாரி நம்பர் சிக்ஸ் டபுள் நெக்ஸ்ட் பேட்டர்ன் சேரீ சிக்ஸ் டபுள் ஃபோரில் பாடி ஆஃப் சேரீ லேவண்டர் கலர்லேயும் பலுவன் ப்ளவுஸ் பீச் கலர்லையும் இருக்குங்க இந்த சேரிலையுமே புட்டாஸ் கோல்டு அண்ட் சில்வர் இந்த ரெண்டு டெஸ்டட் சேரில ஆல்டர்னேட்டிவாக வந்துட்ருக்குங்க Cash ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் சேரி புக் பண்ணும்போதே பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவாங்க பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சேரியோடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் கொடுத்து நீங்கள் பார்சல் வாங்கிக்கலாங்க சாரீ 645, So second patternல second color பேட்டர்னில் செகண்ட் கலர் பார்க்குறோம் நம்ம பாடி ஆஃப் சேரீ டார்க் கிரேலையும் பல்லுவன் ப்ளவுஸ் பிங்க் கலர்லேயும் இருக்குங்க இது கிரே கலர் அப்படிங்கிறதுனால பிளாக் கலர் த்ரெட் கண்டிப்பாக சாரியில ஆகுங்க. ஆகுங்கன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரி உங்களுக்கு டேமேஜா வந்தாலோ அல்லது நீங்க புக் பண்ண சேரீ இல்லாமல் வேற சாரி வந்தாலோ தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓபனிங் வீடியோ வேணுங்க அது ஒரே வீடியோவா இருக்கணுங்க கட் வீடியோவா இருக்கக்கூடாது தேர்ட் கலர் சாரி பார்க்குறோம் இந்த சேரீலாம் பல்லுவன் பிளவுஸு க்ரீன் இது வந்து டபுள் ஷேடில் இருக்குதுங்க அதாவது க்ரீனாக க்ரீன் வித் மஸ்டர்ட் எல்லோ இந்த ரெண்டு மிக்சிங்கில் வர மாதிரி இருக்கும் பாடி ஆஃப் சாரி ஹாஃப் ஒயிட்டில் இருக்குங்க கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டர்ன் வந்து பாசிபிள் இல்லைங்க கலர் பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க அண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது ப்யூர் சில்க் சாரீங்க டெக்சர் இருக்கும் அண்ட் த்ரீ பிளே த்ரெட் ஒர்க்ல மேக் பண்ணி இருக்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் வியர் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாலிஸ்டர் கூட எப்பவுமே கம்பேர் பண்ணாதீங்க பாலிஸ்டருடைய டெக்ஸ்டர் டெக்ஸ்டர் இப்போ நீங்க பார்க்கறது பிளவுஸ் பிங்க் கலர் டார்க் பிங்க் சாரி பாடி ஆஃப் டார்க் பிங்க் பல்லுவன் பிளவுஸ் கிரீன் கலர் சேரி எல்லா சேரீஸ் வரக்கூடிய பிளவுஸ் அண்ட் பல்லு கான்ட்ராஸ்ட்ல இருக்கும் சாரியுடைய இன்க்ளூடிங் பிளவுஸுங்க பிளவுஸ் லென்த் அபவ் செவன்டி சென்டிமீட்டர் வித் ஆஃப் தாரி ஃபார்ட்டி அபவ் தாங்க இருக்கும் வித்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால லென்த் ஆஃப் பிளவுஸ் வந்து 70 சென்டிமீட்டர் இருந்தாலே ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு பிளவுஸ் தாராளமாக பார்த்தவங்க ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணிக்கலாம் ஸாரீ நம்பர் சிக்ஸ் ஃபோர் நைன் இந்த 649ல ஃபோர் நைனில் பாடி ஆஃப் ஸாரி பிகாக் ப்ளூ பல்லுவன் பிளவுஸ் ராணி பிங்க் கலர் செகண்ட் பேட்டர்னில் நம்ம பார்க்குற சிக்ஸ்த்து கலர் சேரீங்க ஷாப்ல நேரில் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணு நினைச்சீங்கன்னா தாராளமாக வரலாங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் சிறுமுகையில நம்ம ஷாப் இருக்கு என்ன கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத நீங்க கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணிட்டு கூட நீங்க கேட்டுக்கலாம் அண்டு இல்லை அப்படின்னாலும் நான் ஜென்ரலாக சொல்கிறேங்க பியூர் சில்க் சாரீஸ் ஹேண்ட்லூமில் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் பார்த்து ஆனால் யூடியூப்பில் ஷோ பண்ணுற சாரீஸோ அல்லது வாட்ஸ்அப்பில் ஷோ பண்ணுற சாரீஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் இருக்காதுங்க அதை தவிர நமக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஷாப்பில் நேரெடியாக இருக்குது பார்டர்லெஸ் ஆர்ட்டும் சரி பார்டரும் இல்லை ஒன் சைட் பார்டரு ஹால்சேல் சாரீஸ் இந்த மாதிரி நிறைய கேட்டகரீஸில் சாரீஸ் அவைலபிளாக இருக்குங்க ஷாப்பில் ஸோ இந்த சாரியுடைய நம்பர் சொல்லிடுறேன் சாரி நம்பர் 650, ஃபைவ் ஜீரோ ஸாரியுடைய கலர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லோ வித் ராணி பிங்க் காம்பினேஷனில் இருக்கும் சாரி நம்பர் 650, ஃபிஃப்டி இப்போ நம்ம பார்க்குறது சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஸேரீ நம்பர் சிக்ஸ் ஃபைவ் ஒன் பாடி ஆஃப் சாரீ நேவி ப்ளூ பழுவன் பிளவுஸ் ஹாஃப் இருந்து 8500 இருக்குங்க 652 இந்த இது அவைலபிளா இருக்குங்கிறத விட கொஞ்சம் பாடி ஆஃப் சாரி ராமர் கிரீன்ல லைட் கலராக இருக்குங்க இந்த வீடியோவில் ஷோ பண்ண சாரீஸ் எல்லாமே different different color combinations காம்பினேஷன்ஸ் fresh ஃப்ரெஷ் சாரீஸுங்க Borderless சாரீஸ் சிக்ஸ் தௌசண்ட்கிற ஆஃபர் பிரைஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிதுங்க எல்லாமே கைத்தறியில் என்ன சர்வ் பண்ண சாரீஸுங்க பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு இந்த சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட வித் ஹாலோகிராமோடய ப்ளவுஸ் பாட்டில் நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்குறேங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்